வணக்கம் பரகிதத்தின் சொந்தங்களே ஐயப்பன்லால் இன்று ஒரு புதிய ஐயப்பன் பாடல் எழுதியுள்ளேன் இந்த பாடலை தற்போது நம்முடைய காணலில் ஒளிபரப்புகிறேன் இந்த பாடலை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனல் எழுதிய அனுப்புங்கள் இந்த பாடல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான செலக்ட் பண்ணி செலக்டால் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா பாடலும் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பாடல்குள்ளே போவோம் சுவாமி சரணம் சுவாமியே ஷரணமையப்பா என் குருநாதனை ஷரணமையப்பா என்னையும் அறியாமல் என் மனம் மகிழ்ச்சியில் குதிக்கிறது ஏன் இப்படி குதிக்குது அப்படிங்கிற காரத்த ஐயப்பன்கிட்ட கேட்குற மாதிரி இந்த பாடல் நம்ம எழுதியிருக்கிறோம் சுவாமி சரணம் என்ன நினைத்து மகிழ்ச்சி என்ன நினைத்து மகிழ்ச்சி மனமே மகிழ்ச்சி கொள்கிறாய் என்ன மனமே மகிழ்ச்சி கொள்கிறாய் எதனை நினைத்து துள்ளி குறிக்கிறாய் மனமே என்ன மனமே மகிழ்ச்சி கொள்கிறாய் எதனை நினைத்து துள்ளி குறிக்கிறாய் ஓஹோ ஹோ என்ன மனமே மகிழ்ச்சி கொள்கிறாய் கார்த்திகை மாதம் பிறக்க போகும் கழிப்பில் மகிழ்ந்தாயோ கார்த்திகை மாதம் பிறக்கப் போகும் கழிப்பில் மகிழ்ந்தாயோ கானகவாசன் கனவில் வந்து சேதி சொன்னானோ உனக்கு கானகவாசன் கனவில் வந்து சேதி சொன்னானோ என்ன மனமே மகிழ்ச்சி கொள்கிறாய் எதனை நினைத்து துள்ளி குதிக்கிறாய் நீயும் என்ன மனமே மகிழ்ச்சி கொள்கிறாய் மார்கழி மாதம் இருமுடி ஏந்தும் மகிழ்ச்சியில் கிடைத்தாயோ மார்கழி மாதம் இருமுடி ஏந்தும் மகிழ்ச்சியில் கிடைத்தாயோ மணிகண்டன் மாலைக்கு நடக்க போகும் மகதில் மகிழ்ந்தாயோ மணிகண்டன் மாலைக்கு நடக்க போகும் மமதையில் மகிழ்ந்தாயோ என்ன மனமே மகிழ்ச்சி கொள்கிறாய் எதனை நினைத்து துள்ளி குதிக்கிறாய் ஓஹோ என்ன மனமே மகிழ்ச்சி கொள்கிறாய் பம்பையில் குளித்து பஜனை கேட்கும் பரவசம் கொண்டாயோ பம்பையில் குளித்து பஜனை கேட்கும் பரவசம் கொண்டாயோ பதினெட்டு படிகள் ஏற போகும் பக்தியில் சிலித்தாயோ பதினெட்டு படிகள் ஏற போகும் பக்தியில் சிலித்தாயோ மனமே என்ன மனமே மகிழ்ச்சி கொள்கிறாய் இதனை நினைத்து தூள்ளி குதிக்கிறாய் ஓஹோ என்ன மனமே மகிழ்ச்சி கொள்கிறாய் நெய்யிலில் குளிக்கும் ஐயப்பனை காண்பாய் நெய்யிலில் குளிக்கும் ஐயப்பன் கோலம் நெய்யிலில் குளிக்கும் ஐயப்பன் கோலம் மனதில் கண்டாயோ நீயும் நெய்யனில் குளிக்கும் ஐயப்பன் கோலம் மனதில் கண்டாயோ பக்தர்கள் போடும் சரண கோஷம் காதில் கேட்டாயோ சுவாமியே சரமையப்பாம் பக்தர்கள் போடும் சரண கோஷம் காதில் கேட்டாயோ மனமே என்ன மனமே மகிழ்ச்சி கொள்கிறாய் எதனை நினைத்து துள்ளி குதிக்கிறாய் மனமே மனமி மகிழ்ச்சி கொள்கிறாய் எதனை நினைத்து துள்ளி குடிக்கிறாய் ஓஹோ ஆஹா என்ன மனமி மகிழ்ச்சி கொள்கிற சுவாமியே ஷரணமையப்பாம் ஐயப்ப மார்கள் இந்த பாடல் எப்படி இருந்தது உங்க மறக்காம பதிவிட்டு அனுப்புங்க ஐயப்பனர்களால் மீண்டும் ஒரு நல்ல ஐயப்பன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு உங்கள் அன்பு பாலகிருஷ்ணன் கவிச்சந்திரை பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்